வணக்கம் வெல்கம் டு மோனிகா உலகம் இன்னைக்கு நாலு விதமான ஊத்தாப்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் தோசா பேட்டர் அஸ்வெஷ்ல வீட்டில் செய்கிற தோசா பேட்டர் எடுத்துக்கோங்க கேரட் ஒரு கப் ஆனியன் ஒரு கப் கேப்சிகம் ஒரு கப் தக்காளி ஒரு கப் புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப் கொஞ்சம் பூண்டு மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அது ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஊற்றப்போன்னு ட்ரை பண்ண போகிறோம் அதனால ஆப்பிள் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க இது நட்ஸ் பவுடர் நட்ஸ் பவுடர்னா பிஸ்டாஷியோமோ பாதாமும் கொஞ்சம் தூள் பண்ணி எடுத்துக்கோங்க வாங்க ரெசிபி கூட போகலாம் ஓகே தோசா பேட்டர் ஓகேங்களா கேரட் ஆனியன் காம்பினேஷனில் பண்ணலாம் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பார்க்க அப்பர்டைசிங்காக இருக்கனால சாப்பிடுவாங்க அடுத்தது புதினா கொத்தமல்லி காம்பினேஷனில் இருக்கிறது அதோட கார்லிக் fruits and nuts ரெடி பண்ணி பிஸ்டாசியம் ஃபைஸ்கோங்க ஒரு ஓகே இப்ப நம்ம திருப்பி சொல்லலாம் ஏன்னா வெந்திருக்கு நல்லா கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது அதோட ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கியிருக்கும் இப்ப நல்லா வெந்துருச்சு திருப்பி போடலாம் ஓகே இப்ப திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு நெய் இன்னும் கொஞ்சம் விடணும்னு நினைக்கிறவங்க கூட நெய் விட்டுக்கலாம் இப்போ சர்வ் பண்ண ரெடி ஆயிருக்கு ஓகே நாலு வகையான ஊத்தப்பம் ரெடி ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிட்ஸுக்கு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ரொம்ப பிடித்தமான ஒரு ஊத்தப்பமாக தான் இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ